கை गिरது ஏரம் தே गिरது யாரும் ரசிகவில்லயே இந்த கண்கள் மட்டும் உன்ன காணும் தென்றல் போகின்றது சோலை சிறக்கின்றது யாரும் சுகிக்கவில்லயே இந்த கை துமுன்